வணக்கம் வி வர்ணா ஃப்ரம் சிறுமுக கோயம்புத்தூர் மாவட்டிலேருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கிராண்ட் சரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆல் செல்ஃப் சாரீஸ் தாங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் கமிங் வித் சில்க் மார்க் சர்ட்டிஃபைட் வார்பண்ட் விஃப் ரெண்டு போர்ஷன்லையுமே பியூர் சில்க்கு வச்சு மேக் பண்ணுறதுனால ஒவ்வொரு சாரீ கூட கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட்டேச் பண்ணி தருங்க ஃபஸ்ட்டு சேரீடைய கலர் பல்வேன் பிளவுஸ் கிரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் தி ஸாரி இங்க் ப்ளூ டோன்லேயும் இருக்குதுங்க சாரியுடைய கோட் ஃபோர் எயிட் ஃபுல் full, full Golden கோல்டன் டெஸ்ட் ஜரி ஒர்க் பிளைன் பிளவுஸ் பாடி போர்ஷனில் வந்திருக்க கிராண்ட் ஜரி ஒர்க் வந்து இன்னர் லேயருக்கு மட்டும் வராதுங்க இந்த வீடியோவில் சிங்கிள் கலர் சாரீஸும் அவைலபிள் இருக்கும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னும் அவைலபிள் இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த சாரீசுனுடைய லெந்த் பார்த்துட்டிங்கனா சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கண்டிப்பாக வரும் இன்க்ளூடிங் ப்ளவுஸுங்க வித் ஆஃப் தி சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் அபவ் வரும் Next, Sari. green and yellow mixed tone. radium கிரீன் அண்ட் full மிக்ஸு ரேடியம் கிரீன் போர் எயிட் போர் கோல்டன் பாடி போர்ஷன் பல்லுவன் பிளவுஸ் எல்லாமே ஒரே கலருங்க பிளைன் பிளவுஸ் இந்த வீடியோ ஷோ பண்ற சாரீஸ் price segment, ரெண்டு பிரைஸ் செக்மெண்ட்டில் ஷோ பண்ணுறோங்க ஃபஸ்ட்டாக ஷோ பண்ண சாரியும் இப்போ காட்டிட்டு இருக்க சாரியுடைய பிரைஸ் செக்மெண்ட்டும் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய் மட்டுமே செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டும் அவைபிள் இருக்குங்க நெக்ஸ்ட் சேரீ ஃபோர் எயிட் ஃபைவ் ப்ளூ கலர் பாடி ஆஃப் தி சாரீ ப்ளூ கலர் பலவன் ப்ளவுஸ் டார்க் கிரீன் ஷேடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒர்க் 7800 தௌசண்ட் only ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி இது எல்லாம் ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறனால யூனிக் பீசஸ் மட்டுமே அவைலபிள் இருக்குங்க ஸோ வேணுங்கிறவங்க ஆன் டைமில் booking மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க புக்கிங் on மட்டும்தாங்க ஆன் கால்லேயோ இல்லை கஸ்டமர் கேர் நம்பரையோ கால் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாம் புக்கிங் வாட்ஸ்அப் டெக்ஸ்டில் மட்டுமே நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணாலும் प्रीमेंट मोड्स கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க இந்த டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் சாரீ ப் பண்ணும்போதே பே பண்ணணும் நெக்ஸ்ட் ஸாரீ ஃபோர் எயிட் செவனுங்க ஸாரீ கோட் ஃபுல் சாரி ஒரே கலர் purple பர்பிள் ஷேடுங்க பர்பிள் ஷேட்லேயே ரொம்ப டார்க் ஷேடு 487 weight इंटरनाशनल ப்ன் ப்ளஸ் யூனிக் பீசஸ் மட்டுமே அவைலபிள் இருக்கிறதுனால ஆன்லைமில் வாட்ஸ்அப் மூலமாக புக்கிங் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் ஷோப் பண்ணுற சாரீஸ் வந்து ஆன்லைன் சேல் மட்டுமேங்க ஆன்லைனில் மட்டுமே நீங்கள் வாங்கிக்க முடியும் டைரெக்டில் ஷாப்புக்கு வந்து நீங்கள் சேம் சாரீ வேணும்னு கண்டிப்பாக கேட்க வேண்டாம் ஏன்னா யூனிக் பீசஸ் மட்டுமே அவைலபிள் இருக்கிறதுனால ஆன்டைமில் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே புக்கிங் ஆகிரும் குரூப்ஸில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை வீடியோ பார்த்து வாங்குகிறவங்களாகட்டும் அப்படியே வாங்கிக்கிறாங்க நேரில் வந்து நீங்க கேட்டீங்க அப்படினா கண்டிப்பாக அது அவைலபிள் இருக்காதுங்க ஃபோர் எயிட் நைனுங்க பல்லுவன் ராமர் க்ரீன் ஸ்டோன்லேயும் பாடி போஷன் வயலட் கலர்லேயும் இருக்குங்க ட்யூஎல் டூ ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி ஏதாவது டேமேஜாக வந்துச்சுனாவோ இல்லை ராங் ப்ராடக்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டாவோ நீங்கள் ரிட்டர்ன் அப்ளை பண்ணலாங்க அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது அன்பாக்சிங் வீடியோ மேக் பண்ணுங்கள் डेमेजस्त पक्ष कस्टमर केर नंकते इन प्सिजर अभी के तरीजें फोर नयन जीरो बाडी हफ्ती पिंक कलर पलवन ब्लस् काफी प्रउन ड्यूल टोन मेजन अंड पिं मिक्सडु टोन फंड फोल टेस्ट सारी वर्क नेक्स्टी फोर नयन वन இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் ஜீரோ வரைக்குமான சாரீஸ்னுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற சாரீஸுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொஞ்சம் ஒர்க் அண்டு குவாலிட்டி சின்னதாக டிஃபர் ஆகும் அதனால தாங்க அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஃபோர் நைன் ஒன் சேரீ கோடுங்க க்ரே சேடு ஒரே கலருங்க கிரே கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்டட் ஜரி ஒர்க் ஃபோர் நைன் ஒன்னுங்க சாரீ கோட் இன்னரில் மட்டும் இந்த கிராண்ட் ஜரி ஒர்க் வராதுங்க ப்ளவுஸ் ப்ளைன் பிளவுஸ் 492, 492 maroon tone, full color, मरूल फोर नई सारी कोई टॉस हड्ड्रेडीस ओन एट shipping free, cash आल delivery option available, international shipment आपशनबल इंटरनेशनल शिपमेंटल 493 நைன் த்ரீ ஃபுல் சேரீ ஒரே கலருங்க பீச் கலர் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் கலர் சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருக்குது குவாலிட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணித்தரது கிடையாது கலர் கன்ஃபர்மேஷனுக்கு பிக்சர் மட்டும் பார்க்காம வீடியோவும் பார்த்து வாங்குங்க அட்லீஸ்ட் நீங்கள் வாங்குகிற சாரீக்காச்சும் வீடியோவை பார்த்துட்டு வாங்குங்க டேமேஜ் வரக்கான சான்சஸும் ரொம்ப ரொம்ப குறைவுங்க ஏன்னா நம்ம தரையிலிருந்து வரும்போதும் ஒன்ஸ் செக் பண்ணி வைக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு எடுத்து அனுப்பும்போதும் ஒன்ஸ் செக் பண்ணி தாங்க சென்ட் பண்ணுறோம் ஃபோர் நைன் ஃபோருங்க ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ்டு டோன் ஃபுல் சாரி ஒரே கலர் ஃபோர் நைன் ஃபோருங்க ஸாரீ கோட் ப்ளைன் ப்ளவுஸ் எயிட் தௌசண்ட் ஃபோர் dispatching details பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணுற ஸாரீ வெரி நெக்ஸ்ட் டே நம்ம டிஸ்பேச் பண்ணுறோம் வித்தின் தமிழ்நாடு 2 டூ டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் கிடச்சிரும் அதர் ஸ்டேட் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோர் டேஸ்க்குள்ளே கிடைக்கிங்க அதர் கண்ட்ரி அப்படின்னா மேக்ஸிமம் செவன் டேஸ்க்குள்ளே உங்கள் கையில கிடச்சிருங்க நெக்ஸ்ட் சாரீ பிங்க் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸ்டு டோனுங்க பிங்க் இஸ் ஆரெஞ்ச் டு தான் ஃபோர் நைன் ஃபைவ்ங்க சாரீ கோட் 8400 496 उसोर हंड्रेड रुपी ओन डी 496 फोर नई booking வந்து WhatsApp மூலமாக மட்டுந்தாங்க சாரீ உடைய கோடை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பரும் செப்ரேட்டாக கொடுத்துருக்குறோங்க பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கஸ்டமர் கேர் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கூட பேசலாம் மார்னிங் 10 டு ஈவினிங் 6 வரைக்கும் கால்ஸ் பிக் பண்ணுறக்கு கஸ்டமர் கேர் அவைலபிள் இருக்காங்க Next hari, 497, blows, dark royal blue body of the hari, dark 497 8400 मेरून से हड्ड रूपी 498 नई பீச் அண்ட் பிங்க் மிக்ஸ்டு டோனுங்க dark peach சைடு தான் டாமினாக இருக்கும் ஃபோர் நைன் எயிட்டுங்க பல்லுவன் பிளவுஸ் டார்க் ராயல் ப்ளூ டோனுங்க ஃபோர் நைன் எய்ட்டுங்க சாரி கோட் இது எல்லாமே ஹேண்ட்லூமேட் அப்படிங்கறதுனால யூனிக் பீசஸ் தான் அவைலபிள் வேணுங்கிறவங்க ஆன் டைம்ல வாட்ஸ்அப் மூலமாக booking பண்ணிக்கோங்க இதெல்லாம் பியூர் சில்க் அப்படிங்கிறனால ஒவ்வொரு சாரீ கூடையும் கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட்டாச் பண்ணி தரோம் வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ for watching